தமிழா விழித்திடு நம் தேசத்தை காக்கணும் எழுந்திடு தமிழா தமிழா விழித்திடு நம் தேசத்தை காக்கணும் எழுந்திடும் புரட்சி வீரன் செந்தம் சீமார் சொல்வதை கொஞ்சம் கேட்டிடும் புரட்சி வீரன் செந்தம் சீமார் சொல்வதை கொஞ்சம் கேட்டிடு நம் பூமியில் வாழும் உயிர்களை எல்லாம் காத்திட வேண்டும் புறப்படும் வாடும் உயிர்களை எல்லாம் காத்திட வேண்டும் புறப்படும் தமிழா தமிழா விழித்திடு நம் தேசத்துக்காக எழுந்திடு வள மரங்களை எல்லாம் திராவிட கும்பல் அழிக்கது ஜி வைத்து தமிழினத்தையை அழிக்குது மண்வள மலைவள மரங்களை எல்லாம் திராவிட கும்பல் அழிக்குது ஜாதி மதங்களை வைத்து தமிழினத்தையை அழிக்குது உரிமை கொண்ட தமிழானி உணர்ந்து பார்க்க நினைத்து இருந்துவிட்டால் உன் நாடு உனக்கிளை மறந்துடு உரிமை கொண்ட தமிழானி உணர்ந்து பார்க்க நினைத்திடும் பூமையாயிரியும் இருந்துவிட்டால் உன் நாடு உனக்கிளை மறந்துடும் தமிழா தமிழா விழித்திட நம் தேசத்தை எழுந்திடு எல்லாம் குடிக்க வைத்து பல குடும்ப காலியை அறுக்குது உளைத்து உழைத்து ஓடாய் போயும் ஒருவேளை சோதுக்கு தவிக்குது தமிழனை எல்லாம் குடிக்க பல குடும்ப காலியை அறுக்குது உழைத்து உழைத்து ஓடாய் போயும் ஒருவேளை சோதுக்கு தவிக்குது ஏச்சு பிழைக்கும் திராவிட உரிமையை வேறு எவருக்கும் தர மாட்டோ ஏற்று இனியும் நாங்கள் விட மாட்டோம் தமிழனை தவிரதாலும் உரிமையை வேறு எவருக்கும் தமிழா தமிழா விழித்திடு நம் தேசத்தை காக்கணும் எழுந்திடு உலகம் வியக்கும் ஒப்பற்ற தலைவன் மேதகு எண்கள் பிரபாகரன் உரிமையை மீட்க போர்க்களம் கண்ட ஒப்பற்ற வீரன் பிரபாகரன் உலகம் ஒப்பற்ற தலைவன் மேதகு எண்கள் உரிமையை மீட்க போர்க்களம் கண்ட ஒப்பற்ற வீரன் பிரபாகரன் அவர் கண்ட கனவை நிறைவேற்ற அண்ணன் உயிர் கொடுக்க அரணாய் நிற்க துணிந்து விட்டார் அவர்கள் கனவை நிறைவேற்ற அண்ணன் சீமான் வந்து விட்டார் அழிந்து வரும் தமிழுக்கு உயிர் கொடுக்க நிற்க துணிந்து விட்டார் தமிழா தமிழா விழித்திடு நம் தேசத்தை எழுந்திடு புரட்சி வீரன் சிந்தம் சீமா சொல்வதை கொஞ்சம் கேட்டிடு நம் பூமியில் வாழும் உயிர்களை எல்லாம் காசிட வேண்டும் புறப்படு நம் பூமியில் வாழும் உயிர்களை எல்லாம் காசிட வேண்டும் புறப்படும் தமிழா தமிழா விழித்துடு நம் தேசத்தை காக்கணும் எழுந்திடு